அக்ஸஸ் வெச்சு ஜெயிச்சிரோம் எனக்கு வந்து என்ன காலையில 10 மணிக்கு போனா அப்படினா நைட் 8:00 வர்றதுக்கு 10:00 ஆவோம் லாஸ்ட் விக்ஸ் வீல்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா வந்த ஆக்சஸ் ஸ்டார்ட் பண்ணனும் காலையில 10 மணிக்கு போனா நைட் வர்றதுக்கு 10:00 ஆவோம் ஒரு சில நாள்லாம் அது வந்து பாஞ்சே பண்ண மாட்டே ரிசன் என்ன அப்படினா 12 மணிக்கு மேல போயிடுறோம் 12 ஆச்சு நான் பயோமெட்ரிக்ல என்ன ஆகும் மறுநாள் காலையில ஆபீஸ் வந்து என்ன மாதிரி கட் பண்ணுவாங்க பஞ்ச் பண்ண முடியாம இருந்தா என்ன பண்ணுவோம் அந்த டைம்ல சிஸ்டம் கூட உட்கார்ந்துட்டு செல்ஃபி எடுத்து எச்ஆர் கிட்ட அனுப்பு இந்த டைப்ல தான் நான் கலம்றேன் பண்ணுமெட் அப்டேட் பண்ணுங்க சம்பாதிக்க முடியுது யா முடியாது அந்த கோல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட்டா இருக்கணும் ரிசல்ட் ஓரியண்டடா இருக்கணும் இன்னே சொன்னா உங்களுக்கு பெயின் தருது விஷமா இருக்கு அத ஃபோக்கஸ் பண்ணி வொர்க் பண்ணீங்க அப்படினா இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் நீங்க வந்து என்ன பண்ணுவாங்க டு பிகம் அ அச்சுவரா மாறீலமா சரி இங்க ஒன் சைடு முடிஞ்சச்சு லூப்லயே வச்சு போட்டுகிறேன் ஒன் சைடு முடிஞ்சிருச்சு நிறைய பேருக்கு புரியாத மாதிரி நினைக்கிறேன் புரியாதவங்க புத்தகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஹ ரூப் ஐடியில வந்து பாத்தீங்கன்னா அவரோட இன்சங். ரூப் ஐடியில வந்து பாத்தீங்க ஏ லெடி போட்டுட்டு எட்டு டீம் போட்டுட்டு அந்த எட்டு டீம்லயே எத்தனை ஐடி எடுப்பீங்க ஏ லெடி ல ஐடி எடுறோம். அது எடுத்தீங்க அப்டினா அவங்களோட ஏ லெடி செஞ்சு அந்த ஐடி க்ளோஸ் ஆயினா அவரோட இன்கம் வந்து பாத்தீங்க மோர் தென் 72000 இருக்கும். சரிங்களா? இதுதான் ப்ராசிடஸ். அவங்க வேற இடத்துக்கு போயிடு மூணு நாளா மிஸ்டர். அப்ப அவரே டேட்ட. இதெல்லாம் மார்ச் 13ஆம் தேதி நம்ம யாரை ரிலீஸ் பண்ணோம் சரிங்களா மார்ச் 13ஆம் தேதி தான் கவுண்டிங்களோட அண்டர்ப்ளீமெண்ட் ஸ்பீக்கிங். पण நான் அடியே சொல்லிடுறேன். சரிங்களா அங்க லாம்ச் பண்ணோம். அந்த நம்பர் என்ன பண்ணாரு மூணே நாள்ல என்ன பண்ணாரு? போயிட்டே அந்த எட்டு பேரை கூட ஏறி வாங்கி முடிச்சார். எப்படி சார் பண்ணீங்க? நான் பண்ண முடியலன்னு சொல்லிட்டானே உங்களுக்கு. ரொம்ப இந்தா இருக்குது. அந்த மாதிரி ஒரு பிசினஸ் கையில் கடச்சிருக்கீங்க. இதப்படி நம்ம ஊளு மார்க்கெட் பண்ணறேன்ற ஒரு வொர்க் இருக்குது. நீங்க சூப்பரா பிளான் பண்ணி முடிச்சீங்க. அலபாஸ் கரெக்டா மூஸ்ட் செய்யணும் एवरी மூணால மூஸ்ட் இத்தனை பாத்தேன் எப்படி மூணால மூஸ்ட் ஆ என் ஃப்ரெண்ட் வீட்டு போனே ஏ லேடி போனா பிசினஸ் சூப்பரா பண்ணலாம்னு அவ தான் சொன்னா காசு இல்ல அப்படினு நிறைய கதையெல்லாம் சொன்னா ஏ லேடி போனா ஒரு ரெடி ஃப்ரீ இந்த வாரம் ஆஃபர் போட்டுரு ஜாயின் பண்ண சொன்னேன் எல்லாரும் ஜாயின் பண்ணாங்க ஏ ஃப்ரீ போனா நல்ல ஐடியா இல்ல சூப்பரான ஐடியா இல்ல நானே யோசிக்கலனேடா ஏ லேடி போடு இந்த வாரம் இந்த வாரம் கூட சொல்லி போடுற ஆஃபர் பண்ணிருக்காரு தொண்ணூத்தி தொள்ளாயிரம் வரும் இந்த 63 இங்க ீங்களோத்துல ஜிச்சிருக்கீங்க என்ன மாதிரி யார வந்து ফুল பைலட போறேன் வெள்ளா சின்ன குண்டுசி லட்சம் என்ன தமாஷ் பண்ண வந்து போஸ்ட் சொல்றாங்க சார் அளைங்கனே ফুল கான்ஃபிடன்ட்டோட பேட்டரியை விலம்பறறவங்களே எவர்ஜி பேட்டரி விலம்பறோம் சார்ஜ் போட்டா அந்த பேட்டரி வந்து ரொம்ப ஸ்பீடா ஓடிட்டே இருக்கும் தக்கின வந்து ஒரு தடவை நம்மள நம்மள வங்களா பாத்துக்கிங்களா அது அந்த மாதிரி நானும் வந்து ரொம்ப கான்ஃபிடன்ட்டா போறேன் انا இதுல இருக்கு ஒரு 10 क्वेश्चन கேறாங்க சார் செயின் லிங்கா எம்எல்மா ஆமேவா சொல்லுவீங்கமா நான் சொன்னே கே கேட்டு அவங்க பேச அவன்ஸ் இருக்கா டார்கெட் இருக்கா வேற சதுர வேண்டியா நான் நிறைய பார்த்தேன் எனக்கு இல்ல <Chelsea> <house> <Francisco> <save> <-thirty> அது உண்மை சட்ட போட்டவர்கள் போடுவது ஒரு பெரிய பெரிய சட்ட போடுவாங்க தெரியாது நல்லவங்களும் புரிதாண்ட் அவங்க எதுவுமே தெரியாது நான் <laughs> வாக்கு ஒரு லட்சம் சம்பாதிச்சிருக்கோ அது தெரிஞ்சதோ இல்ல இறங்கி போடுறது எப்பமே வளையற மரம் வந்து வெட்டுப்படாது மரம் வந்து வெட்டுப்படாது வெட்டுப்பட்டு போற மரத்தை என்ன பண்ண மாட்டாங்க இதே மாதிரி போக மாட்டேன் முன்னாடி என்னை படிச்சிருக்காரும் அவரும் சம்பாதிக்கிறதுக்காக வேலையோ பண்ணிட்டு இருக்காரு நானும் சம்பாதிக்கிறதுக்காக இருக்கேன் ஒரு கான்பிடண்டி நம்பர் அமௌண்ட் அதே பொருள் கொடுத்து தெரியாத போறதோ தேவையில்லாததோ நான் கொடுங்க சார் இதுல என்ன டார்கெட் சேர்சுக்கு நீங்க சொல்லுங்க